தெரியுமா இணைப்பிராமத்திட்டுறதுல பயங்கர கிள்ளாடி கையிலேயே கரண்ட் வச்சிருப்பான் பூலிய புசுன்னு தண்ணி வரும் புது ஜ மாட்டிக்க ஆசைப்படுறதுனால சொ நண்டுகளை பூச்சிக்கலை புழுக்களை எல்லாரும் தயாராகிருங்க இன்னைக்கு நான் கலக்க போறேன் இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஒரு அறிவாளி என்கிட்ட கேட்டான் கழுத முதுகளை புலியை ஏத்திட்டு போனா அதுதான் கழுத புலியான் அதை விடுங்க ஒரு கழுதை புள்ளி சொல்லிச்சான் எவரஸ்ட்ல இருந்து கத்துறது நிறுத்த என்ன பண்ணணும் அது கழுத்த குடிக்கணும் நல்ல ஜோக் இல்ல உன் இருக்கு சேஷ்டையா என்ன பேசுற டிமோ நான் இப்ப அதெல்லாம் செய்யறதே இல்ல சுத்தமா உண்மையா சொல்றியா ஆமா சார் இப்ப நான் யாரையும் வெறுப்பை தெரிய நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே வேற நாகரீகமாட்ட மதிச்சு கை கொடுப்பீங்க மாட்டேன் நிச்சயமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டா மாறிட்டேன் அதுக்குதலூ நீங்க வரக்கணும் வணக்கம் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய அன்பழிப்பு ரொம்ப நன்றி அதே சே பண்ண தபசு தான் என்ன தோரோங்கோ புடிச்சுது இதெல்லாம் பெரிய தமாட்டா என்னோட புது கழுத புலி ஜோக்குகளை கேக்கணுமா அருமையான ஜோக்குகள் கழுத முதலிய புலியே எடிட்டு போறத பாத்துட்டு அதுதான் கழுத புலியானே கேட்டாரே அந்த ஜோக்க சொல்லேன் இன்னொண்ணே சொல்லுwidetilde எவரென்ஸ் சிக்கிரத்துல எழுதின கழுத புலியே பாத்து இன்னொரு கழுத புலி என்ன சொல்லுச்சு பாம்பா ச்ச ச்ச ச்ச ச்ச ஆவசரப்பட்ட சொல்லி கிடந்துற அந்த ஏத்தண்டாச்சிக்க சொல்ல அடுத்ததையும் ஊத்த வாயாலி கழுதம் புலி கத்துச்சு அதை நிறுத்த என்ன பண்ணணும் அதோட கழுத்தம் இதை பார்ப்போம் உனக்கு கொஞ்சமாவது இங்கிதான் தெரிஞ்சிருந்தோம் நீ உண்மையான நண்பனா இருந்தா என்னையும் தனியா பேசப்பட்டு போயிடணும் போக வேண்டாம் பாட்டு போட்டில கலந்துக்கலாமா வேண்டாம் எனக்கு ஆர்ட்டாங்க விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேர்லயே நீ நான் பெரிய அறிவாளி கும்பா நாம வேற ஏதாவது விளையாடலாமா பிளீஸ் நானும் இப்ப மீன் பிடிக்கிற மாதிரி இந்த பிளமிங் கோக்களை பிடிப்போம் பூம்பா நீ நினச்சது காத்திம்மதியான பூம்ப சாப்பிடறதுக்கு ருசியான வண்டுகள் கொண்டு வரோம் சரி உன் நல்ல எண்ணத்தை பாராட்டு உன்னையே உயிருக்குயிரான உயிர் நண்பன்னு டிமோன்னு சொல்றான்னு எனக்கு புரியுது மேல விழுந்துடும் நினைச்சு பாருக்கு இன்னொரு நண்பன் செய்யக்கூடிய காரியம் செய்ய சொன்னதெல்லாம் வெறும் தமாஷுக்கு தான் ஒரு கேவலமான மனசாட்சி இல்லாத நட்போட அருமை தெரியாத நயவஞ்சன் தான் தன்னோட உயிருக்குயிரான உயிர் நண்பனை இப்படி வெறுப்பேத்துவோம் உயிருக்குயிரான உயிர் நண்பனுக்கு வண்டுகளை தேடி கொண்டு வர போற காமெடிய ரசிக்க தெரியாத ஜென்மா நான் நேரடியாவே கேட்கிறேன் பும்பாவ கோ கோவை எனக்கு கோமாட தயாரான பக்குவமான சுவையான நிலையில இருக்கிற ஏ கிளாஸ் வண்டுகள் ஏராளமா இருக்கிற இடத்தை நான் பாத்துட்டு வந்திருக்கேன் அதான் அங்க அதுக்கு நாம இந்த கோட்டை பின்தொடர்ந்து போனோம் யிரான ஒரு நல்ல உயிர் நண்பனை அசிங்கப்படுத்துறது எல்லாம் எனக்கு பிடிக்காத அவனோட நட்பார்க்க முடியாது ம ஒருத்தர ஒருத்தர் மதிக்கிறது அதனாலதான் நம்ம நட்பு உறுதியா இருக்கு ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயத்த உங்க சொல்ல மறந்துட்ட ஓகே, போட்டு மூடி வச்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் நேரம் போய் என்ன பண்றேன் பாரு முதுகெலும்பு முறுக்கிட்டு இருக்கலாம் தலையில அடிப்பட்டு இருக்கலாம் நாம உள்ள குதிச்சு அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் எனக்காக ரொம்ப வருத்த போல இருக்கு இப்ப நான் தான் உங்களை வெளியெடுக்க வேண்டியதாக இருக்க ரெண்டு பேருமே மூண்டாளுங்களை ஏமாத்திட்ட சும்மா தமாஷ் பண்ண என்ன வெளியே எடுத்து போங்க போம்பா பிளம்பிங் கோ குடிக்க போலாம் வரியா நீண்டாலும் மட்டும் போலாம் வேற யா போனும் உனக்கு இதுதான் உனக்கு எனக்கும் நடுவில் இருக்கிற இன்னொரு பெரிய வித்தியாசம் ஒரு பக்கம் நீ எதை கண்டாலும் கூட ஒளிஞ்சாங்க நான் நான் புனிதமான பொன் பழவண்டு விக்ரம் இருக்கிற கோயில தற்செயெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது அதாவது இந்த சபிக்கப்பட்ட பாழடைஞ்ச கோயிலுக்கு உள்ள ஒரு பேண்டு கதை உண்டு கதை போறியா தனியாத்தான் இருக்கணும் பயங்கரமான இடம் பிசாசு காட்டேரி காத்து கருப்பு சரி சரி நானும் உள்ள வந்துடுறேன் ஒரு சிபு எனக்கு என்னதுக்கு அப்புறம் தான் அது முடியும் இந்த அரங்குறை சிலைகளும் பார்க்க பயங்கரமா தான் இருக்கு அதனாலதான் இந்த சபிக்கப்பட்ட கோயில் சொல்றாங்க என்னடாச்சு உனக்கே? நான் மம்மியான பெய்வண்ட பாத்துட்டேன் அதுக்கு ஏழு எட்டு கை கால் இருக்கு அதோ அங்க இருக்கு இதுவா இது வெறும் கோட்டா சாரி பார்த்த குண்ட் குத்தி எழுத்துக்களை படிக்கிறது கிடையாது இருந்தாலும் படிச்சதை இருக்கக்கூடிய இடம் நேர போய் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் வலது பக்கம் திரும்பினா நான் இருக்கிற சினிமா தேட்டர் இருக்கு ஆனா சரியில்லையோ ரொம்ப ஜாத்தூம்பா பழைய காலத்து கோயில் நீ போட்டி ஐயோ மம்மி போன பேச நிறுத்த மாட்டியா எல்லாமே உன்னோட பிரம்ம பூம்பா சரி பின்னாடியா உனக்கு தெரியுமா பழங்கதைகள் படி விலை மதிப்பற்ற பொக்கிஷம் போன்ற பொண்ணாலேயே இப்ப அத வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்க பொம்பா அத கூட எது இந்த சிலை எல்லாம் வெறும் கல்லாலையும் மண்ணாலையும் செஞ்சது தான் பூம்பா பூம்பா இங்கே நின்று நேரத்தை நான் அப்பவே சொன்ன இது சபிக்கப்பட்ட இடம் ஒரு மம்மியான பேய் வந்து பல ஆயுதங்களோட சொல்ல ஒரு அது அது அது நீட்டமா சொல்லு கைகளும்டலை புடிஞ்சது மேல விழுந்து விலைமதிப்பற்ற பொக்கிச்சம் போன்ற எக்கச்சக்கேட்ட போக சொன்ன அந்த பொன் பழம் நாம கோடி சுரங்காயிட்டோம் சாபம் இருக்க வெளிய போய்டம்மியா இருக்கிறதுனால உன்னோட பழைய பேண்டேஜ் இங்க இருந்து வெளியே போய் நல்லதா புது பேண்டேஜ சுத்திக்கிட்டு வா நீ இங்கே நின்னு பாட்டு நான் போய் போட்டியில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துட்டு வர நாம ஆபத்து இல்லாம வெளியே போயிடலாம் பார்த்துக்கிட்டேரு போட்டிய எடுக்க போறேன் எடுத்துட்டேன் பொம்பா நான் எடுத்துட்டேன் அதான் டிமோன் என்ன இதன சினிமாவை வரா மாதிரி கட்டடம் ஆடு பாத்திய ஐயோ பெருமை வாய்ந்த பொன் பழவண்டு இருந்து மறக்கப்பட்ட தொலைத்து கைவிடப்பட்ட கோவிலில் நடந்த கண்காட்சியை கண்டு நீங்கள் கழித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் தயவு செய்து இடதுபக்க கதவுகள் வழியாக மிக்க நன்றி நீ உன்னோட பாழா போன தொடங்கி தனமோ நான் அந்த பொட்டிய திறந்து பாரு கஷ்டப்பட்டதுக்கு பாலன் இருக்கான்னு பாத்திரலாம் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் நீ வேணும் என்னது இது இருக்கும். இதுதானே நீ சொன்ன மார்கல அதிக வில போக கூடிய புனிதமான பெருமைக்க பொ பழவன்று சிலைய இந்த இந்த இந்த பிஸ்கட் மார்க்கெட்ல எவ்வளவு சொல்றியா கிரீம் போட்டதா கிரீம் போடாததான் போடாத நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஒன்ன மட்டும் சொல்லலை ஒரு விஷயத்த பார்த்தா நானும் பயப்படுவேன் எத பார்த்தா நீ பயப்படுவேத்தோட இருக்கிற காட்டு பண்ணிய கண்டா